மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவிருக்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக பெப்ரவரி மாதத்துல வல்லமையின் மாதத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம் இந்த மாதத்தை வல்லமையின் மாதமாக பிரகடனப்படுத்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் எடுத்து வாசிப்போம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் நாம் எடுத்து வாசித்து நாம் இந்த மாதத்தில் இந்த வல்லமையின் விளங்கிக் கொள்ள போகிறோம் வாசிப்போம் Amen hallelujah it's let's celebrate the word of god everyone ah ninga idu solli ninga seyyadapadikku oru nam inda vasanathai vaasitha puragul ningal yavarum kondadu varudhirukku appi patta oru culture nam raise panniterukkom adanal come on everybody go ahead and celebrate the word of god hallelujah hallelujah you'm back you're so jesus thank you Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you. Who are you asking in English? Awake, Awake. Put on your strength, O Zion. Put on your beautiful garment. O Jerusalem, the holy city. For there shall no more come into you the uncircumcised and the undeniable. Amen, Amen. Awake. So in this passage, 70, 70 C on it. உன் வல்லமையை தரித்துக்கொள் இந்த வசனத்தில் இந்த மாதம் முழுவதும் நாம் படிக்க போகிறோம் எத்தனை பேர் இந்த மந்த் தீமோடு கூட ட்ராவல் பண்ணி அந்த வசனத்தை உங்களுடைய உடமையாக மாற்றுகிறதுல எத்தனை பேர் ஒரு குறிக்கோளாக கேர்ஃபுல்லாக இருக்கீங்க எல்லா செய்திகளும் யூடியூப்பில் வர இருக்கு நாம் கோன மாதத்தில் இன்ஃபேக்ட் பேசின அத்தனை வார்த்தைகளும் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது இன்ஃபேக்ட் நான் நேற்று தினத்தில் தேவ சமூகத்தில் எழுதின பாடல் கூட அந்த அந் அந்த நான்கு வாரம் பேசின அந்த வெளிப்படத்தில் வைத்து ஆண்டர் ஒரு அழகான ஒரு பாடலை உலகத்துக்கு எழுதும்படியாக ஆண்டர் உதய செய்தார் அதனால தான் வாரந்தோறும் இந்த கத்துடைய வசனத்தை கேட்டு கேட்டு எத்தனை முறையாக கேட்கிறீர்களோ உங்களால் முடிந்த மட்டும் கேளுங்க நீங்கள் கேட்க கேட்க அந்த வசனம் உங்களுக்குள் பிறப்பிக்க வேண்டியதை அது தானாக பிறப்பிக்கும் மேல இல்லையா ஏனென்றால் கற்றுடைய வார்த்தை வெறுமையா என்ன பண்ணுறதில்லை திரும்பதில்லை அதனால தான் நான் கரத்துடைய வார்த்தைக்கு ஒரு டெக்னாலஜி பெயர் கொடுத்துருக்கேன் இது என்னது இட்ஸ் டபுள் ராக்கெட் டெக்னாலஜி ஏன் சார் அப்படி சொல்றேன் ராஜி என்ன இங்கிருந்து அங்க போகும் திரும்பி வராது திருப்பி வந்துட்டு திருப்பி அவர்கிட்ட போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குமா அப்படின்னு வசன சொல்லுது என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பதில்லை நான் நினைத்ததை அது செய்யும் அளவும் அது அவனோடு கூட தரித்திருக்கும் என்று சொல்றேன் அப்போ உங்களோடு கூட வருகிற வார்த்தையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் எப்படி கொண்டாடுகிற அதனால தான் இந்த கல்ச்சரை உருவாக்குறோம் நீங்கள் உங்களை பழைய மைண்ட் செட்டில் இல்லாதபடிக்கு வெளியில் வந்து நீங்கள் இனி இந்த இந்த இதுக்குள்ளாக நீங்கள் எழுப்பியிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வரும்பொழுது இஃப் இட் கம்ஸ் டு யூ இட் ஸ்டேஸ் வித் யூ இட் சீஸ் யுவர் ரியாக்சன் It sees your belief system, and then it goes back to God and gives the report to him. What report? Mariyal, <laughs> look at Mariyal. Mariyal, I will tell you. What do you do with the gift of God? Mariyal, is the truth of God, is the truth of God. What is the truth of God? வேண்டியது வரைக்கும் அந்த செய்ய வேண்டியது அவர்கள் உங்களுடைய நோக்கி வார்த்தைகள் வரும்பொழுது அதனாலதான் நீங்க அந்த வார்த்தைய வானம் பார்த்த பூமி மாதிரி நீங்க ரொம்ப ஆவலோடு காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் குறித்து அங்க போறக்கூடாது போகும் பட் எந்த மாதிரி போகும் என்பதை தீர்மானிக்கிறது நீங்களும் நானும் தான் இந்த வார்த்தை முதலாவது என்னது உற்சாகப்படுத்த திருப்பி எனக்கு பதில் சொல்றவங்க இங்கிலஷ்ல இருக்கு மூன்றாவது நம்மை பரிசுத்த நகரமும் என்று அழைக்கப்படுகிறோம் நான்காவது இனி அசுத்தனும் இந்த என்னத் <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> i'm going to receive this word i'm going to you know walk in this word i'm going to uh, you know be delighted in this word what are we want to confess confess to take your hand lift your hand and say lord thank you for this word thank you for this promise hallelujah amen thank you jesus <laughs> oh lord thank you thank you jesus thank you lord thank you lord thank you jesus thank you thank you so in the kala velai la நான் முதலாவதாக உங்களோடு கூட பேச போகிறது உன் வல்லமையை நீங்கள் என்ன பண்ணணுமா தரித்துக்கொள்ளணுன்னா என்ன அர்த்தம் பார்த்துக்கொள்ளணுமா தரித்து கொள்ளணுன்னா என்ன அர்த்தம் கொடுத்துரு தான் தரித்துக்கொள்வது நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் காலையில் வரும்பொழுது சூஸில் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் எடுக்கணும் இந்த அக்கேஷனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடணும் உடுத்துறதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்துகிறோம் அப்படிதான யாருமே வந்து கிழிஞ்ச உடையோ இல்லை நமக்கு ரொம்ப ஃபிட்டிங் இல்லாத தொலை தொலை துளன்னு போட்டுறதோ ஒரு சிலவங்களுக்கு இப்போ அது ஃபேஷனாகவும் மாறிடுச்சு லாங் லென்த் ட்ரெஸ் போடுறதோ இப்போ புது ஃபேஷன் பட் அந்த உளுத்துறது இட்ஸ் வெரி பர்சனலைஸ்டு அதுவும் பெண்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா மற்றவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா அது சந்தோஷமே இருக்கு அவங்க அவங்க சூஸ் பண்ண அப்படி தானே ஷாப்பிங்கு எவ்வளவு நேரம் போறாங்கன்னு பார்த்தோம்னா எவ்வளவு நேரம் ஆகுமா எட்நாவ சில பாய்ஸும் பிரதர்ஸ் கூட அப்படிதான் இந்த டிரெஸ் தான் எடுக்கணும் இந்த கலர் தான் எடுக்கணும் இந்த பிராண்ட் தான் எடுக்கணும் முடிஞ்சிரும்படி போட்டான் அண்ணன் தம்பிக்குள்ள வரும் சில நேரத்தில் வீடுகளை பார்க்கிறோம் சில நேரத்தில் அம்மாகிட்ட அட்டம் பிடிச்சி எனக்கு அந்த ஷர்ட் தான் வேணும் எனக்கு அந்த பேண்ட்டு தான் வேணும்னு நிற்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல இருக்கீங்களா இங்க யாராவது அப்படி இருக்கீங்களா வெரி குட் ஆஃபீஸில் ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு சுடிதாரை பார்த்தா நம்ம நம்ம கண்கள் உடனே கொள்ளாதில்ல அடுத்தது எப்படி ஆகிலும் வாங்கிடும் பட் க்ளோதிங் இஸ் சம்திங் வெரி பர்சனல் டு ஈச் உங்களுடைய உங்களுடைய நோக்கம் உங்களுடைய அளவு உங்களுடைய என்ன குவாலிட்டி இதையெல்லாம் பொறுத்து நீங்கள் க்ளோத் பண்ணுறீங்கல்ல அதே போலதான் இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லுறதுக்கு நல்லா கவனிங்க கத்திரி வசனத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பிராக்டிக்கலாக நான் உங்களுக்கு பேசுவதற்கு ஆண்டு சில செய்திகளை கொடுத்துருக்கிறேன் நீங்க எப்படி க்ளோத் பண்றீங்களோ எப்படி ட்ரெஸ் உடுத்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி உன் வல்லமையை சொல்லுங்க வல்லமையாருடைய வல்லமைய பக்கத்தில் இருக்கவங்களுடைய வல்லமையில மற்றவங்களுடைய வல்லமையில God is personalizing your power here Are you listening yeah oh, How you are going to your cloth shop taking your perfect cloth for perfect fitting irukiradhukana shirt or pant or in dress-a eduthu ninga eppadi uduthu vikkingalo adhe pole aandar indha vasanathai solrar un vallamayai nee enappane taristukku He is making it personalized here உங்கட வல்லமை உனக்கு ஒரு வல்லமை வைத்திருக்கார் அந்த வல்லமை நீ என்ன பண்ண உன் வல்லமையை தரித்துக்கொள்ளால் போட்டு உன் வல்லமையை மூன்று ரகசியங்களை மட்டும் நான் பேசி நான் முடிக்க போகிறேன் அருமையான தேவிட பிள்ளைகளே பக்கத்துல இவ்வளவு பெரிய மரம் இருக்கு இந்த மரம் உருவானது எதுல இருந்து உருவானச்சு அது ஆண்ட அடைக்கும் இந்த மரம் எதுல இருந்து என்ன வளர்ந்திருக்கு மரம் வந்து அப்ப ஆண்ட் பண்ணி ஐ ஓ அண்டர் வெரி சிம்பிள் தேவசமூகத்துக்கு வர அந்த அந்த பவர் டாக் பண்றதுக்காக தான் வரும் பிகாஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் பவர் இன் இப்போ அந்த பவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் டேப் பண்ணி உன்ன ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கு வைக்கிறார் ட்ரெஸ் பிடிச்ச ட்ரெஸ் மாதிரி எந்த அக்கேஷன் கல்யாணத்துக்கு போறியா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்றுமே இந்த ஸ்கூலுக்கு போரியா இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் பார்க்க போகிறோமா இந்த மாதிரி அதே போல உங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு தேவையான அத்தனை திட்டங்களுக்கு தேவையான வல்லமையும் பவரையும் ஆண்டர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரா ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணோம் அந்த வல்லமைய ஒரு ட்ரெஸ் போது எல்லாருமே என்ன போட்டிருக்கோம் இன்னொரு ட்ரெஸ் கட்டிட்டு அதே போலதான் உன் வல்லமையை ஆண்டவர் ஜானிக்கு வச்சிருக்க வல்லமை ஜானியோட வாழ்க்கைக்கு ஆண்டர் வச்சிருக்கிறார் रा नमस्तेला फिट इल्लादे मत्रुंगुडी आशेपट्टा आंद ड्रेस पोडनु न अनेककुदाद गॉड हस केप्ट अ ब्यूटीफुल पावर इन यू टॅप दैट एंड ब्रिंग दैट पावर इन यू क्लोथ दैट पावर योरसेल्फ फॉर योर पर्सनल प्रोफेशनल स्पिरिचुअल लाइफ दैट पावर इज इनफ ஒரு மரத்தினுடைய ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு அந்த உருவாது எதுல இருக்கு எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு அசைச்சு பார்த்தா உறுதியா இருக்கிறதா இல்லையாறது தெரிஞ்சிடும் இருக்கு முதலாவது உலகத்தில் வேறுபிக்க வல்லமையை தரித்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் முதல் கேரக்டர் நீங்க வெளிப்படுத்துகிறது உறுதி தன்மையாக இருக்கும் எல்லாம் சொல்லுங்க உறுதி சொல்லுங்க உறுதிக்குரும்புக்கோ அது எப்படி வளையறதுன்னு பொறுத்து என்னோட முதலாவது நீங்கள் சத்தியத்துக்காகவும் பரிசுத்திற்காகவும் எப்படி உறுதியுள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்பது நீங்கள் தருத்திருக்கிற நாலு பதினாலு நாம் இனி எப்படி இல்லாமல் குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகுமான தந்திர போது பலவித காற்றினாலே அலைகிற அடிப்பட்டு அலைகிறவர்களா இல்லாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு ஸ்ட்ரென்த் எதை பொறுத்திருக்கு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறியா அன்புடன் சத்தியத்தை நேசிக்கிறியா அடை நேரத்தை நம்ம குடுத்துட்டே இருக்கிறோம் நானும் பொறுமையா காத்துட்டு இருக்கேன் ஆண்டவர் யார் யாரு கொண்டு வர போகிறார் யார் யாரும் ஏன்னா இன்னும் நம்ம பிரேயர் கூட ஆரம்பிக்கல ஒன் எஸ் டைம் ஆரம்பிக்கல இன்னும் காத்திருக்கிறோம் எப்படி மேல் வீட்டுல பேர் என்ன பண்ணாங்களா சொல்லுங்க காத்திருந்தாங்க அந்த நூத்தி இருபது பேர் காத்திருந்தது போல காத்திருக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம் ஆனா இன்னும் அந்த சத்தியத்தின் படி வரக்கூடியவர்களை தேடிக்கொண்டிருக்க என்ன கேட்கிற அருமையானவர்களே தேவனுடைய இந்த இந்த மார்க்கமானது அநேகம் நினைச்சாங்க அழிஞ்சிரும்னு நினைச்சாங்க ஏன்னா இது கடந்து வந்த பாதை பாருங்கள் சத்தியத்துக்காகவும் பரிசுத்தத்துக்காகவும் போராடி துணிந்து வென்றவர்கள் அல்லது தங்களுடைய உயிரையும் கொடுத்தவர்கள் அநேகரை பார்க்கிறோம் நீரோ மன்னன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரோம பேரரசில் நீரோ மன்னன் என்பவன் அவனுக்கு மாதத்திலையோ இல்லை வாரத்திலேயோ கேலிக்கை பண்ணணும்னா யாரை வச்சு கேலிக்கை பண்ணுவேன்னா கிறிஸ்தவர்களை வச்சு கேலிக்க பண்ணுவேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தெய்வமாக வணங்குறவர்கள் ஒரு கூட்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி சென்சஸ் அதுக்காகவே எடுக்க வைத்து அவர்களை வைத்து கேலிக்க பண்ணுவாங்க அவனை குறித்து ஹிஸ்ட்ரி என்ன சொல்றதுன்னா ஒரு மாற்ற ரத்த சாட்சி எரிஞ்சிருக்கிற அந்த நெருப்புல அவனும் அவனுடைய தோழிகளும் உட்கார்ந்து மது அருந்து த பார்த்த கை கொட்டிச்சு வணங்கின அத்தனை பேர்களும் நிற்க வைத்து ஏற்றுக் கொள்ளுகிறவர்களை தூஷித்து அது மட்டுமல்ல என்ன பண்ணுவாங்க பசியுள்ள சிங்கத்தை உள்ள போடுவாங்க இந்த சிங்கத்தை அவிட்டு விட்ட உடனே வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு ரோஸ் ஆஃப் பெட் இல்ல சாதாரணமான அது பவர் நிறைந்த வாழ்க்கை என்ன பவர் நீங்க சத்தியத்துக்காக எவ்வளவு உறுதியுள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஒரு வாழ்க்கை நீங்கள் சத்தியாக எ வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் சத்தியத்துக்காக எவ்வளவு துணிந்து நிற்கிறீர்கள் என்பதுதான் அந்த தை அந்த உறுதி ஒரு முறை ரஷ்ய ரஷ்ய மாகாணத்தில் அப்பெல்லாம் பயங்கரமான ரத்த சாட்சிகள் மறுத்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கதையாக சொல்லலை எல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கேன் ஒரு சர்ச்சில் ஆராதிக்கிற பொழுது திடீர் மில்ட்ரி உள்ளே வந்துட்டாங்க மில்ட்ரி வந்துட்டு கன் வச்சிருக்காங்க கன் வச்சிட்டு ஒரு படத்தை முன்னாடி வச்சுட்டாங்க க்ராஸ் ஜீசஸ் படத்தை ஃப்ரண்டில் வச்சுட்டு ஏசு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அல்ல இயேசுவை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் போய் அதில் காரி என்று சொன்னாங்க அப்படி துப்பாதவங்க இந்த குண்டுக்கு இறையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் நல்லா கவனிங்க வல்லமை என்பது வயசு பொறுத்து கிடையாது எல்லாரும் வந்தாங்க மண்டி துப்புனாங்க போயிட்டே இருந்தாங்க ஆனா ஒரு சின்ன பிள்ளை வந்து அப்பாருங்க ஒரு சின்ன பிள்ளை அவ வந்து மண்டித்தாள எல்லாரும் நின்றுட்டேயும் காரி துப்பி போயிட்டாங்க எல்லாரும் ஏன்னா அங்கே தூரத்தில் நின்று துப்பாக்கியை ஏந்தி அங்கே அங்கே குறி பார்த்துட்டு இருக்கவங்களுடைய அந்த குறிக்கு இவங்க பயந்துட்டு இருந்தேன் இந்த பிள்ளை வந்தா முட்டி போட்டா முட்டி போட்டு ஏதோ செய்ய போறான்னு நினச்சாங்க ஆனால் அந்த படத்தில் இருக்க அத்தனை எச்சையும் அப்படியே அப்படி எடுத்து தன்னுடைய ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சு மொத்தம் கொடுத்தாங்க மொத்தம் கொடுக்குற நேரத்தில் கான் ஷாட் ரெடி டு be martyred. Because the strength she knows, <laughs> that's the strength. Amen. When you are in the past, when you are in the past, when you are in the past, that's why you are wearing the dress and wearing the dress. Because God's children, we have no name as Christ. ஒரு வல்லமை வச்சிருக்கேன் அந்த வல்லமையில இருக்கவும் பரிசுத்திற்காகவும் நிற்க வேண்டிய நாட்கள் வருகிறது து நீங்கள் உங்களுடைய இந்த உறுதித்தன்மையை நம்ம எதில் பார்க்கணும்னா நம்முடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃப்ரூட்ஃபுல்னஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு மரம் நல்லதா கெட்டதான்றது எதில் பார்ப்பீங்க ஏசு கிசு என்ன சொல்லியிருக்காரு ஒரு மரம் நல்லதாக கெட்டதாக இருக்கிறதுன்னு எதை பார்ப்பீங்க அந்த தனியை பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய நீங்களை கொடுப்பீங்க அடையாளம் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய பலமாக இருக்கு நீங்கள் வீட்டில் கூட ஒரு செடியை வச்சு பார்க்கும் செடி வளரும் பொழுது நமக்கு சந்தோஷம் இருக்கும் ஆனால் வளர்ந்த சந்தோஷம் எப்ப தெரியுமா அந்த செடி பூத்து அது காய் பழங்களை கொடுக்கும் பொழுது அதுல இருக்க சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா பெரிய சந்தோஷம் அலல்லூயா அலல்லூயா பக்கத்தில் பார்த்து சொல்லு கனி கொடுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏழு கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வல்லமையை தரிச்சிருக்கீங்கன்னு உங்க சரி இல்லன்னா நீங்க வேண்டிய தனியை கொடுக்க வேண்டும் சப்புட்ட மரத்துல போயிட்டு என்ன பாப்பீங்க மாம்பழம் பாப்பலாமா மரத்துல போயிட்டு குரல் நாட்டு கோயாவா இருக்கலாம் காட்டு கோயாவா இருக்கலாம் ஆனா தான் இருக்கலாம் நீங்க எதுக்கென்று விதைக்கப்பட்டு அந்த கனியை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வல்லமையை தரித்து கொண்டவர்கள் என்று அர்த்தம் கனி உருவாகல இன்னும் நான் ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு கோபம் இருக்கு அதே இருக்கு எனக்குள்ள மாற்றப்படாத சுவாபங்கள் இருக்கு எனக்குள்ள இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்வீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்ளவில்லை என்பது மூன்றாவது உங்களுடைய வெளிப்பாடு என்னன்னா எந்த அளவுக்கு உபயோகம் உள்ளவர்களாக இருக்கிற உபயோகம் உள்ளதா இருக்கிறீர்கள் சொைட்டிக்க மற்றவங்களுக்காக மற்றவர்களுடையோ அது நீங்கள் தனித்துக்கொண்டிருக்க வல்லமையை இங்க இருக்கிற ஒருவராக அல்லது உலகத்துல வந்த எந்த மனிதனும் ஆண்டர் யூஸ்லெஸ் ஆஹ் ஆண்டர் படைக்கல அல்லா அல்லது உங்க உடம்புல பார்த்து சொல்லுங்க வெளி வல்லமைய தரித்தவர்களாக இருப்ப நீங்கள் எோ அந்த அளவுக்கு நீங்கள் வல்லமையின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர்கள் நீங்கள் எந்தளவுல்லமையை இருக்கீங்க இருக்கீங்களா இல்லையா ஒருத்தர் கூட இல்லையா பரவாயில்லையே முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் வாழைப்பழம் சாப்பிட்டு வா அப்புறம் கொஞ்சம் கடலை சாப்பிட்டுக்கும் முட்டை சாப்பிட்டுக்கும் உணவு இம்பார்ட்டன் கடினமான வசனத்தை சொல்லுயா எத்தனை பேர் பலசாலிகளாக இருக்கிறீர்கள் தினத்தோறும் நான் குடிக்கிறேன் சாப்பிடுறேன் Hey Amen and Hallelujah! Thank you Jesus! You take this, the more you take, the more you nourish yourself. The second thing is, it depends upon your spiritual exercises. You do any exercise at any level. Right? But well, I just went to the gym and I was able to do it. You can come to the gym and do it and do it. We can go to the gym and get the muscle. They will work out a different time. They will be very careful. That's why spiritual exercises are very important. Hallelujah! The second thing, for you to receive the power, you need to be careful in doing spiritual exercises. Hallelujah! If you are in that way, if you are in that way, if you are in that way, what do you do with your strength? You will take it. The second thing to receive your power, is to do spiritual exercises you are a good person to prepare for this because of this world you are a good person you can give that person strength and you have to prepare for the people you are a good person you are a good person I don't know 3 காத்திருக்கிறது மூலமாக உந்துதலுக்காக காத்திருக்கும் பொழுது இந்த போல சட்டி அடித்திருக்கிற அனுபவம் என்ன உண்டாக்குறதா நமக்கு புதுபெலன் இழைப்பை அது என்ன உண்டாக்குறது அப்ப இந்த மூன்று காரியத்தை நாம் செய்ய தவறிக் கூடாது ஒன்று உங்களுக்கு தகுந்த உணவை நீங்கள் தினந்தோறும் ஏற்றுக்கொள்ள தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் நீங்கள் ஜெபிக்கிறதுலையும் உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்றதிலும் மூன்றாவது காத்திருக்கிறதுலையும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக உங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோயா இந்த கால பல என்னுடைய வல்லமையை நான் தரித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரண்ட்ல உயர்த்தி அன்றைய சொல்லுங்க பார்க்கலாம் அண்டவரே என் வல்லமையை நான் தரித்து கொள்ள விரும்புகிறேன் அண்டவரே எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க அண்டவரே செல்ல அறிக்கை என்புகிறேன் அப்போ நீங்க வல்லமையின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் மூன்று காரியம் முதலாவது வல்லுமையை தரித்தவர்களாக இருப்பீர்கள் என்ற மூன்று வெளிப்படுத்த ஒன்று எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கீங்க இதுதான் உங்களுடைய பவருக்கும் இருக்கிற டேரக்ட் ரிலேஷன் இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் ஆவிக்குரிய உணர்வு ஆவிக்குரிய எக்ஸசைசஸ் காத்திருக்கிற அனுபவம் இந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்